அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகியவ்வாஹுவின் திருநாமம் கொண்டு இதனை ஆரம்பிக்கின்றோம் என் பெருமானார் நபிகள் முகமதின் முஸ்தபா ரசூரின் சல்ல அஹு அலி வசல்லம் அவர்களுடைய ஒரு துவா பறக்கத்தை கொண்டும் இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சரித்திர வரலாறு இந்த நவநாகரிகமான உலகத்தில்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 ஆண்டவனை அல்லும் பகலும் தியானித்து வணங்கி வந்த அந்த அற்புத தாயாகிய ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த அவுலியாவின் சிறப்பு தேங்கி அந்த பெண்மணியினுடைய ஒரு வரலாற்றினை பற்றி இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் ஆகவே தயகூர்ந்து பெரியார்களும் தாய்மார்களும் சற்று நேரம் உங்களுடைய சிரமங்களை பொருட்படுத்தாதிருந்து இந்த உத்தமஸ்ரீயின்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 சிறிது நேரம் இருந்து எல்லாரும் இருந்து சிறப்புற கேட்டு செல்லுமாறு வேண்டிக்கொண்டு கொண்டு வரலாறினை பசதா என்ற நாடவிலே ஏழ்மையாயிசும் ஆயிலும் நாட்டில ஒரு ஏழ் குடும்பத்தைச் சார்ந்த ஏழ்மையான குடும்பத்தில் வாழ்ந்து வந்த இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அந்த இறைநேச செல்வர் இறையருளை பெற்ற அந்த நல்லடியார் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையோடு வாழ்ந்து வந்தார்கள்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 எவிதமாவுடைய ஒரு ஆதாரமும் உண்பதற்கோ உடுத்துவதற்கோ வீட்டிலே விளக்கு எரிப்பதற்கோ எந்த விதமாவுடைய ஒரு வசதியும் இல்லாத தன்மையில ஏழ்மையிலையும் ரொம்ப ஏழ்மையான முறையிலே அவங்களுடைய குடும்பம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில அந்த தாயவர்கள் நான்காவதாகத்தானே ஒரு அழகான பெண் பிள்ளையை தானே பெற்றெடுத்தார்கள் பெற்ற அந்த பெண்மணிக்கு அந்த தாயும் தந்தையும் பெயர் சூட்டினார்கள் அவங்களுக்கு பிறந்த அந்த நாலாவது பெண் பெண் பிள்ளையாக பிறந்ததுனால அவர்களுக்கு ராபியா என்பதாக பேர் சூட்டினார் பெண் என்பதாக அப்படி பிறந்த அன்று அன்று இரவு அவங்களுடைய வீட்டில் எரிப்பதற்கு விளக்குக்கு எண்ணி கிடையாது அந்த பச்சில குழந்தையை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 இந்த இரவு நேரத்தில் அதாவது கொஞ்சம் எண்ணெயாகிலும் வாங்கி வாருங்கள் இந்த விளக்கை நாம் கொளுத்திக்கொள்வோம் என்று விளக்கை நாம் பொருத்தி கொள்வோம் என்று அந்த தாய் சொல்லுகின்றார் அது கேட்டு அந்த இசுமாயில் என்று சொல்லக்கூடிய பெரியவர் அவருடைய மனதில் என்ன எண்ணம் என்றார் பிறரிடத்தில் சென்று எந்த பொருளையோ எந்த ஒரு உதவியையோ நாம் நாடக்கூடாது தேடக்கூடாது நாம் வாங்கக்கூடாது உறுதி படைத்த உள்ளம் படைத்தவர் அந்த இசுமாயில் ஆனாலும் தன்னுடைய மனைவியினுடைய ஒரு சொல்லை கேட்ட வீட்டு வீட்டு வெளியாகி தூரம் தான் சென்று அக்கம் பக்கம் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவரவர்களுடைய வீடுகள் எல்லாம் அடைத்து கண்ணிலே கண்டு அருமை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 என் பெருமானார் முகமதின் முஸ்தபார் அலிவசல்லம் கனவிலே தோன்றிடுவார் இஸ்மாயில் அவர்களையும் அவர்கள் வாயிலிருந்து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 அந்த இஸ்மாயில் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்பெயர் கொத்த ஒரு உண்மையாளர் இறைவன் மீது எவ்வளவு நேசம் உள்ளவர்கள் அருமநாயகத்தின் மீது எவ்வளவு அளவு கிடந்த அன்புள்ளவர்கள் தன்னுடைய இந்த சத்திய சன்மார்க்கத்தினுடைய வழி எந்த முறையில் அவர் பாதுகாத்தவர் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த ஏழ்மையான நிலையிலேயும் கூட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 நீங்கள் போய் சொல்லுங்கள் அதாவது தினந்தோறும் என் மீது அவர்கள் சலபாத்து ஓதி வருவது பழக்கம் ஒரு என் மீது ஓத வேண்டிய சலபாத்தை மறந்துவிட்டார்கள் ஆகவே அதையை நீங்கள் சேர்த்து ஓதி கொள்ளும்படி என்னுடைய ஒரு சலாத்தை அவர்களுக்கு சொல்லி வாருங்கள் என்று நம்முடைய அருமனை சொல்லி முடித்து சொன்னார்கள் நீர் அப்படி போய் சொல்லுகின்ற நேரத்தில் அந்த அரசர் உமக்கு நானூறு தீனார் உனக்கு ஹதியாவாக தருவார்கள் அதை நீங்கள் சந்தோஷமாக பெற்று வாருங்கள் என்று நம்முடைய பெருமானார் நபி முஹம் முஸ்தா கரீம்லாஹு அவங்களுக்கு மினாமியத்தில் கேட்டவுடனே இதை பார்த்த உடனே அந்த இஸ்மாயில் மட்டும் இல்லாத மன மகிழ்ச்சி கொண்டு அது போன்றவர்கள் காலை தானே முடித்து காலை கடனை முடித்ததும் அந்த பெரியார் மனதிலே மட்டற்ற மன நம்முடையத்தில் நம்முடைய அருமநாயகம் தோன்றி நமக்கு நன்மாராயம் சொன்னார்களே என்ற நிறைவான எண்ணத்தோடு நாயகத்துடைய தூதாகத்தானே அந்த பசரா நாட்டினுடைய அதிபதி அமீருடைய அரமனைக்கு சென்று இடுவாரந்தும் அதிபதியின் சொல்லுகின்ற அதாவது மன்னரே அமீர் அவர்களே நீங்கள் தினம்தோறும்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 அந்த இசுமாயில் அவர்கள்தானே கட்டி பிடித்திடுவார் நெட்டியில் முத்தமிட்டார் தூதாய் வந்த அவர்கள் அன்போடு அழைத்திடுவார் அந்த அமீருக்கு மட்டும் இல்லாத மரமகிழ்ச்சி சந்தோஷம் கட்டி முத்தி முகர்ந்தார் நபியின் தூதுவராக வந்த பெரியாரே என்று அவர்களை போற்றி புகழ்ந்தார் அதே நேரத்தில் அவர்களுடைய அருமநாயகத்தின் ஓதி வந்த செலவாத்தாக குடித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அருமநாயகம் பொருந்தி கொண்டார்கள் என்ற ஆவலில் சந்தோஷத்தில் எழுநூறு தீனா வெள்ளி காசுகளைத்தான் எடுத்து அந்த அமீராக கூடியவர்கள் அங்கிருக்கின்ற ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அள்ளி அள்ளி ஆதி ஆதார் பசரா நாட்டின் அதிபதியும் ஏழநல்லை அழியவர்கள் அள்ளி அள்ளி ஆதி செலவார்த்த மன மகிழ்ச்சியில ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நபியின் தூதுவராக வந்த இனிய நண்பரே இஸ்மாயிலே உங்களுக்கு எப்போ என்ன தேவையோ அப்ப என்னிடத்தில் வாரம் நான் உங்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்து வைக்கின்றேன் என்று அன்பு காணிக்கையாக நானூறு தீனாரையும் கொடுத்து அனுப்பி வைத்தார்களான் அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட வீட்டிற்கு தானே வந்து நடந்த செய்தியை தானே சொல்லி தானும் சந்தோஷமாக வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹு தால ஆண்டவனுடைய ஒரு கிருபியை கொண்டு அங்கே பேருக்கோத்த ஒரு நிலைமை ஏற்படுகின்றதையானால் அந்த தாயும் தந்தையும்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 பார்ப்போர் இல்லாத கண்காணிப்போர் இல்லாத அநாத குழந்தைகளாக அங்கும் இங்கும் திரிந்தார்களா அப்படி அலைந்து பெண்களையும் பாதுகாப்பதற்கு ஆள் இல்லாதபடி அந்த நான்கு பிள்ளைகள்தான் தட்டுக்கிட்டு தடுமாறி திரிகின்ற அந்த நாளையில் அந்த பசரா நாட்டிலே கொடினமா உடைய அலினமாவுடைய ஒரு பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது பஞ்சத்தினுடைய தன்மையினால அந்த பசரா நாட்டில யார் யாரையும் ஆதரிக்கவோ உதவி செய்யவோ உபகாரம் செய்யவோ முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த நாட்டில் குடின பஞ்சம் இந்த பஞ்சத்துடைய தன்மையில அந்த பிள்ளைகளால் நான் தனித்தனியாக பிரிந்து விட்டது ஒருவருக்கு தெரியாதி விட்டு தனியாக பிரிந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனாக கூடியவன் இந்த ராபியா என்று சொல்லக்கூடிய இந்த பிள்ளையை தானே கையிலே பிடித்து அந்த மனிதனாக கூடியவன் கொண்டு சென்று ஒரு பெரிய ஒரு பணக்காரனிடத்தில் தானே கொண்டு போய் அடிமையாக அழகுள்ள ராபியாவை பெரிய முதலாள கொண்டு போய் அடிமையா விலைக்கு விற்றுவிட்டான் விற்று பொருள் கொண்டான் அப்படி விற்கப்பட்ட அடிமை என்றாலே பெரிய ஒரு சங்கடமான ஒரு நிலைமை அடிமைக்கு ஆதரவு கிடையாது கிடையாது அடிமைக்கு எந்த விதமா உதவி உபகாரம் கிடையாது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 அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அடி கிடைக்கும் அவர்களுக்கு பேச்சு ஏச்சு கிடைக்கும் அவர்களுக்கு சொல்ல முடியாத கொடுமைகள் கொடுக்கப்படும் இத்தனையும் சகித்துக் வேண்டும் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அடிமையாக இருக்கின்ற அந்த ராபியா அதாவது பூத்து குலுங்க வேண்டிய மலராக இருக்கின்ற அந்த அழகு பொருந்திய அந்த ராபியா அது இளமையிலேயே கருகி அந்த மொட்டாக கூடியது கருகி வீட்டது துவண்டு வீட்டது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 வீட்டிலே வாழ்ந்து வருகின்ற அந்த உழைக்கின்ற உழைத்து அவர்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கிக் கொள்வதற்கு உரிய அந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்ன செய்வார்களே அவர்கள் நடுநிசையான நேரத்தில் எழுந்திரித்து அவருடைய வீட்டு மேம்பாடியில் சென்று தனியாக இருந்து கண்ணீர் விட்டு அழுத ஆண்டவனை புலம்பிக் கொள்வார்களாம் இறைவா நான் அடிமையாக இருக்கின்ற காரணத்தால் நான் உன்னுடைய தொழுகையை அவ்வப்போது செய்ய முடியாது போய்விட்டது ஆகையினால் நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றத்தை நீ பொறுக்க வேண்டும் என்று அந்த இரவு நேரத்தில் தான் தனியாக இருந்து இறைவனை தவம் செய்து உள்ள முருகி ஆண்டவனை அவர்கள் ஒரு நிமிஷ நேரமாயிலும் மறக்காதபடி அல்லும் பக அல்லுமாக வணங்கி மாறாமல் அந்த அழகு பொருந்தியதோ அந்த ராபியா வணங்கி வர வேண்டிய அந்த நாளையில் ஒரு நாள் அன்று அதுபோன்று இந்த ராபி அம்மா இரவு நேரத்தில் எல்லாரும் நித்திரையாக கூடிய நேரத்தில் மண்ணும் விண்ணும் மற்றும் ஜீவராசிகளும் எல்லாம் அப்படியே அதாவது தூங்குகின்ற நிஜப்தமான அந்த நேரத்தில் ராபியா எழுந்திருத்து அதே போன்று அந்த வீட்டினுடைய மேமாடிக்கு செல்லக்கூடிய நேரத்தில்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 நான் இவ்வாறு இரவு நேரத்தில் விழித்திருந்து உன்னுடைய அன்பையும் ஆதரவையும் வேண்டிக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே என் விளை பொறுத்து எனக்கு அதுபோன்று ஒன்றுடைய பொருத்தமாகிய ஒன்றுடைய ஒரு விதா என்று சொல்லக்கூடிய ஒன்னுடைய ஒரு பொருத்தத்தை நீ எனக்கு நிறைவாக தந்துவிட என்று அந்த பெண்மணி கண்ணீர் வடித்து இறைநேசத்தில் மூழ்கி அவர்கள் வேண்டி கொண்டிருக்கின்ற அந்த மாடி மீது நிற்க நிற்கக்கூடிய அந்த வீட்டு முதலாளி பார்க்கின்றான் ஆஹா நாம் அறியாதபடி தெரியாதபடி அடிமை பெண்ணென்றல்லவா இவர்களை வைத்து நாம் இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தோம் ஒரு பெண்மணியா இப்பேருக்கூத்த ஒரு உள்ளம் படைத்தவர்களா இப்பேருக்கூத்த ஒரு பயபக்தியுடைய ஒரு பெண்மணியா நாம் அறியாம தெரியாம